வணக்கம் பேங்க் நிஃப்டியில் ஒரு 1 மினிட் சார்ட் வாட்ச் பண்ணுறோம் ஃபிப்ரவரி 27 செவன் டெய்லி நம்ம கால்ஸ் எப்படி வருது பர்ஃபார்மன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனான ஒன் மினிடில் நமக்கு கால் வந்து செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு இது ஒரு இண்டிகேட்டர்னு கூட சொல்லலாம் ஆல்கோ இண்டிகேட்டர் ஆனால் இது என்ன பண்ணுதுன்னால் கால்ஸ் தான் நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம் ஸோ ஒரு என்ட்ரி எங்கே எக்ஸிட் எங்கேன்ற மாதிரி நமக்கு சிம்பிளாக ஒரு கால் வந்து ஜென்ரேட் ஆகும் ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துரும் இப்போ செல் கால் அப்படின்றதுனால நமக்கு ரெட் கலர் வந்திருக்கு பை கால்னா க்ரீன் கலர் அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கலர் சேமாகவே இருக்கும் பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம இப்போ ப்ரீயஸ் டே கூட ஷோ பண்ணுற உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி Friday மார்க்கெட்டில் ஓகேங்களா நமக்கு பை கால் வந்தபடி அப்படியே ஒரு க்ளோஸ் ஆகிடுச்சு க்ளோஸ் ஆகிட்டு இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கு ப்ரியஸாக பார்த்தீங்கன்னா செல்கால் ஸோ கால்ஸ் இதில் எப்படின்னா மாத்தி மாற்றி தான் ஜென்ரேட் ஆகும் ஆல்டர்னேட்டிவாக செல் கால் வந்தால் நெக்ஸ்ட்டு பைக் கால் பைக் கால் வந்தால் நெக்ஸ்ட்டு செல் கால்னு இந்த செல் கால் ஃபார்ட்டி தௌசண்ட் வந்தது 100, நெக்ஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸில் ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த சார்ட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும் பட் நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா ஒரு நாளைக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அதுவும் மார்னிங்கில் ஃபஸ்ட்டு என்ன கால் வருதோ அதை மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஏன்னா மார்னிங்கில் நல்ல ஒரு வால்டாலிட்டி இருக்கும் ஸோ நமக்கு என்ன தேவை இந்த சாட்டில் அப்படின்னா மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணணும் நல்லா மூவ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நமக்கு இதில் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் அட் நயன் எயிட்டி ஃபோர் ஒன் நாட் ஒன் பாயிண்ட் கிட்ட இருக்குது ஸோ இந்த நூறு பாயிண்ட் டார்கெட்டுன்றனால கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணுற டயத்தில் நமக்கு கால் கிடச்சிச்சின்னா ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் ஆகும் டெய்லி பேசிஸ் நம்ம பண்ணணும் ஸ்டாண்டர்டாகவும் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஸ்டாண்டர்டாக பண்ணில் நமக்கு மார்னிங்கில் தான் நல்ல மூவ்மெண்ட் வந்து இருக்குது ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதனால தான் நம்ம மார்னிங்கில் ஃபஸ்ட்டு என்ன கால் வருதோ அதை பண்ணுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம் அப்படி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிடில் இன்னைக்கு செல் கால் வந்திருக்கு ஸோ இந்த சார்ட் இந்த மாதிரி அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலிஸ் பண்ணி தான் நமக்கு கால்ஸாக கொடுத்துருது ஃபார்ட்டி தௌசண்ட் நமக்கு வந்த கால் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் தான் நைன் டுவெண்ட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாகிட்ட பிரேக் அவுட் வந்து பண்ணுது ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருந்ததுனால அப்படியே அங்கேருந்து ரெக்கவரி கொடுத்துச்சு மேலே கண்டினியூஸாக வந்துச்சு அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பைக் ஆலாகவே சேஞ்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு ஒரு பைக்கால் வந்தாலும் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் ஷோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் காட்டுறோம் பைக்கால் வரையில் பாருங்கள் நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே green கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை எட் ஃபார்ட்டி ஒரு என்ட்ரி பாயிண்ட் இப்போ டார்கெட் லைன் மேலே போயிடுச்சு ஃபர்ஸ்ட் டாரெட் செகண்ட் டாரெட் மேலே ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் டார்கெட் த்ரீ ஃபிஃப்டி அந்த டார்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து இதில் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே தான் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் ஷார்ப்பான மொமெண்டம் அந்த மொமெண்டமில் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்தது ஒரு செவன் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் டார்ட்டை ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு இன்னைக்கு கிடைச்ச செல் கால் ஒரு பைக் கால் இந்த மாதிரி தான் நமக்கு டார்கெட் ஒன்றை பார்த்திங்க அப்படின்னா பிரேக்கவுட் வந்து பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் சார்ட் 40,100 தௌசண்ட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஸோ லாஸ்ட்டாக பைக் கால் வந்துச்சு அதனால் ஒரு கால் ஆப்ஷன் சார்ட் ஷோ பண்ணுறோம் டூ எயிட்டி நமக்கு பைக் கால் வந்திருக்கு அது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி வரைக்கும் போயிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸில் த்ரீ டுவெண்ட்டி வந்துச்சு பட் நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த டைமில் நமக்கு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் போயிருக்கு ஸோ டேரக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் வச்சும் பண்ணலாம் இல்லைன்னா ஃபியூச்சர் சார்ட்டில் என்ட்ரி வரையில் நமக்கு எந்த ஆப்ஷன் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதில் என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட் டார்கட் அச்சீவ் பண்ணும்போது வெளியே வரனாலும் பண்ணிக்கலாம் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேங்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சாட்டை பார்ப்பீங்க கால்ஸ் பார்த்துட்டு ஆர்டர் போடுவீங்க இது மேனுவல் ட்ரைடிங்கும் பண்ணலாம் ஆட்டோ ட்ரைடிங்கும் பாசிபிளான ஒரு விஷயந்தான் தேங்க் யூ